بسم الله الرحمن الرحيم وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رضينا بالله رب وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز அன்புடையின் திருப்பெயராலும் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் மேலும் இந்த மதரசாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹ் ரசூருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பூர் அலவீன் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் நோயினுடைய அற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் என்றென்றும் அருள் புரிவானாக தாய்மார்களே அல்லாஹ் ரபுல் அலமீன் மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக மனித சமுதாயம் நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் அழிகின்ற காலம் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்வழியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாரா குரானை இறக்கினான் ஒவ்வொரு காலத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்தவாறு பல இறை தூதர்களை அல்லாஹ அனுப்பியிருந்தான் அந்த இறை தூதர்கள் மூலமாக அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை அவர்கள் நேர்வழிப்படுத்தினார்கள் ஆனால் உலகத்திற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சொல்லல்லாஹும் அலிவசல்லம் அவர்கள் மூலமாக உலகம் அழகின்ற வரையிலும் உலகத்தில் எந்தெந்த ஊர்கள் இருக்கிறதோ நாடுகள் இருக்கிறதோ தெருக்கள் இருக்கிறதோ உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் நபி சொல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் நேர்வழி காட்டியவர்களாகவும் குரான் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இன்ற வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நம்ம உலகத்தில் ஆணாக பிறந்தவர்களுக்கும் பெண்களாக பிறந்தவர்களுக்கும் நம்பி அல்லாயம் சல்லாஹாஹ் அலி வசலம் அவர்கள் வாழ்வியல் நெறிமுறையையும் வாழ்வியல் ஒழுக்கத்தையும் வாழ்வியல் கண்ணியத்தையும் வாழ்வியல் மகத்துவத்தையும் நபி சொல்லா அலைவசலம் அவர்கள் மிக தெளிவாக வரைமுறையிட்டு அவர்கள் சொல்லி காமித்ததுண்டு அல்லாஹுரானிலே ஆண்களையும் பெண்களையும் பற்றி பேசும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் பேசிக் கொண்டே இருப்பான் அப்படி அல்லாஹ் பேசும் போது அல்லாஹ் மன்னிக்க கூடிய பத்து விதமான பெண்களை குறித்து அல்லாஹ பேசுவான் பத்து விதமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் முதல் சொல்லும்போது வல் முஸ்லிமீனி அல்லாஹ் முதல்ல சொல்லும் போது வல் முஸ்லிமீனிமாத் முஸ்லீமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் யார மன்னிக்கின்றான் முஸ்லீமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் யாரு முஸ்லீமான பெண்கள் தான் யாரு அப்படிங்கறத நபிகல்ல அவங்களுடைய ஹரியசனை நம்ம பார்க்கும் போது ரசூல்ல ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்திருப்பாங்க ஒரு உண்மையான முஸ்லிம் யாருன்னு சொன்னா அல் முஸ்லீமு கரத்தாலும் பிற மனிதர்களுக்கு இடையூறு தராமல் இருப்பவர் தான் உண்மையான முஸ்லீம் உண்மையான ஒரு முஸ்லீம் யாரு நம்ம நாவாலையும் நம்மளுடைய கரத்தாலையும் நம்முடைய செயல்பாடுகளாலும் பிறர் என்ன செய்யக்கூடாது துன்பம் அடையக்கூடாது யாருக்கும் நம்ம இடையூறு கொடுக்காமல் இருந்தால் நம்ம தான் யாரே உண்மையான ஒரு முஸ்லீம்ன்ட்டு நபிசல்லா அசம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க அப்போ இன்றைக்கு நம்ம தொழிலோம் நோம்பு வைக்கிறோம் தான தர்மம் கொடுக்குறோம் எல்லாம் செய்யறோம் ஆனால் நம்ம நாவை நான் நம்ம நாவுனால் பிறரை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய நாவினால பிறர்கிட்ட தேவையில்லாத சண்டைகள் போடுறோம் நம்ம நாவ பிறருக்கும் இன்னொருத்தருக்கும் இன்னொருத்தவருக்கும் கோல்முட்டி கொண்டே இருக்கின்றோம் அப்ப நம்ம யாரும் இருக்க முடியாது அடிப்படையில் ஒரு முஸ்லீமா இருக்க முடியாது நீங்க உண்மையான ஒரு முஸ்லீமா இருக்கணும் சொன்ன உங்கள் ஆட்டும் உங்களுடைய கரத்தை விட்டோம் நிம்மதி அடையணும் அப்படின்ற அருமை தோழர்களே ஒரு ஏழை என்றால் யார் என்று கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஒரு ஏழைனா யாரு சகாபாக்கள் சொன்னாங்க யாரு சூழ்நில யாருக்கு உண்பதற்கு உணவு இல்லாமல் உடுத்துவதற்கு உடை இல்லாமல் தங்குவதற்கு சொந்த இருப்பிடம் இல்லாமல் பயணிப்பதற்கு நல்ல வாகனம் இல்லாமல் யார் இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையான ஒரு ஏழையாக இருக்க முடியும் உண்மையான ஒரு ஏழையாக இருக்க முடியும் அப்ப ரவிசம் கேட்ட சொன்னாங்க நான் இந்த உலகத்தில் உள்ள ஏழைகளை பத்தி கேட்கல நான் இந்த உலகத்தில் உள்ள ஏழைகளை பத்தி கேட்கல நான் கேட்டது மறுமையில யார் ஏழைன்ட்டு கேட்டேன் உடனே சகாபாக்கள் சொன்னாங்க யாரும் சொல்ல மறுமையில ஏழை யாருங்கிறது எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொண்டும் தீர்ப்பு எழுதுவான் அவன் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்னால் அவனை ஒரு மனிதன் தடுப்பான் அவனை ஒரு மனிதன் தடுப்பான் தடுத்து சொல்வான் யா அல்லா இவன் உலகத்துல ரொம்ப நல்லவனா வாழ்ந்தான் உலகத்துல சரியான முறையில் தொழுதான் உலகத்துல சரியான முறையில் நோன்பு வச்சா நிறைய ஹஜ்ஜிக்கலாமல் போயிருந்தான் இருந்தாலும் நான் இவனுடைய அண்டை வீட்டாராக பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தேன் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும் என் சண்டைக்கு வந்துக்கிட்டே இருப்பான் உலகத்துல என்னால் ஒன்றும் பண்ண முடியல நான் உலகத்துல பொறுமையை கையாண்டுட்டேன் இந்த மருமையில அதுக்கு பழி தீக்க ஆசைப்படுறேன் என்ன சொல்லுவான் இந்த மருமை இனநாதக்கு பணிதிக்கு ஆசைப்படுற அல்லாஹ் கேப்பான் எப்பா இந்த மருமையில ஒன்னால பழி தீர்க்க முடியாதே நீ இப்ப திட்டினாலோ வச்சாலோ கொண்டாலோ இவருக்கு எதுவுமே நடக்க போறது இல்லையே அவர்தான் சொர்க்கத்துக்கு போக போறாரே அவருக்கு மனசங்கடங்கள் எதுவும் ஏற்பட போவதே இல்லையே நீ பழி வாங்கவே முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லும் போது அந்த மனிதர் சொல்லுவான் யா அல்லா ஏட்ட நன்மைகள் ரொம்ப கம்மியா இருக்கு இவன் நான் எப்படி தெரியுமா பழி வாங்க போறேன் நிறைய நன்மை வச்சிருக்கா இல்லையா இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் நன்மையை எனக்கு வாங்கிட்டான் எனக்கா இவன் கொஞ்சம் இருக்கும் மீண்டும் அல்லா சொல்வா நீ சொர்க்கம் போப்பா நீ சொர்க்கம் போர்க்காசலுக்கு போகும்போது இன்னொரு மனிதர் வருவார் இவனுக்கு உலகத்துல இவன் கூட பிறந்த சகோதரனாக நான் இருந்தேன் உலகத்துல பேருக்காக போலுக்காக பிறர் பார்த்து பாராட்டணும் சொல்லி நிறைய பொது இடங்களுக்கு வாரி வாரி தர்மம் கொடுத்தா ஆனா இவன் கூட பிறந்த சகோதரனா ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருந்த எனக்கு ஒரு பத்து ரூபாய் இருந்து உதவி பண்ண அல்லா உலகத்துல நான் இவன்ட்ட எதையும் எதிர்பார்க்கல இந்த மருமையில நான் படிதிக்கு ஆசைப்படுறேன் அல்லாஹ் கேப்பா எப்படி படிதிக்க போறேன் கொஞ்சம் நன்மையை வாங்கித்தான் இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் நன்மை வாங்க சரி நன்மையை கொடுப்பா நன்மை கொடுத்துருவாரு சொர்க்கம் போற அளவுக்கு என்ன செய்யும் திரும்ப சொர்க்கு போகும்போது மனிதர் வந்து தடுப்பாரு நான் வியாபாரம் செஞ்ச வியாபாரம் செஞ்சாலும் வியாபாரத்துல ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா உடனே தகாத வார்த்தைகளை கொண்டு என்ன பேசிக்கிட்டே இருப்பான் தகாத கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவான் உலகத்துல நான் பொறுத்து போயிட்டேன் இது வறுமையில பணிதீக்க ஆசைப்படுறேன் உனக்கு என்னப்பா வேணும் நிறைய நன்மச்சிருக்கா நன்மை வாங்கித்தான் இப்படி ஒவ்வொரு ஆளா வந்து இவருடைய நன்மையை செஞ்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிடுவாங்க இறுதியான அல்லாஹால இருந்தாலும் போப்பான் அல்லாஹ் தாமதம் ஆயிருச்சு இந்த கடனை கொடுக்க தாமதமானதால நடு ரோட்ல வச்சு என்னை கேவலப்படுத்தினாயா அல்ல என் குடும்பத்தையே தரகுணமா பேசினாயா நான் பொறுத்து போயிட்டேன் இந்த உலகத்துல பணி தீக்க ஆசைப்படுறேன் இந்த மருமையில பணி ஆசைப்படுற அல்ல சொல்லுவான் இவர்ட நன்மையும் இல்ல இவர்ட இப்ப ஒண்ணுமே இல்ல நீ எப்படிப்பா பணி தீக்க போற நன்மை இருந்தாவது கொஞ்சம் நன்மையை வாங்கி தருவ அப்ப அந்த மனிதர் சொல்வாரா இவன் நன்மை இல்லாம போகட்டும் பிரச்சனை இல்ல ஏன்ட்டு நிறைய தீமை இருக்கு என்ன செய்தே நிறைய பாவம் இருக்கு அதனால என் பாவத்துல இருந்து கொஞ்சம் பாவத்தை அவனுக்கு எழுதிரு ஏன் பாவத்துல இருந்து கொஞ்சம் பாவத்தை அவனுக்கு எழுதிரு இப்படியாக ஒவ்வொருத்தரா வந்து சொர்க்கத்துக்கு போக விடாம தடை செய்து இடையூறு செய்து செய்து செய்து நன்மையை சுமந்து வந்தவர் பாவங்களை சுமப்பார் அவர் பாவங்களை சுமந்து இறுதியாக நரகம் செல்வார் அவர் தான் உண்மையான ஒரு ஏழை என்பதாக சகாபாக்களுக்கு விளக்கம் அளித்த வரலாற்று கிடைக்கக்கூடிய படிப்பினர் என்ன தெரியுமா தாய்மார்களே அல்லாத சூளை கட்டுப்படுத்தி அல்லாத சூலுக்கு கட்டுப்பட்டு நம்ம எவ்வளவோ தொழுகலாம் எவ்வளவோ நோன்பைக்கலாம் எவ்வளவோ பெருமைக்காக குரானம் ஓகலாம் எது வேணாலும் செய்யலாம் மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம கரத்தாலையும் அஞ்சு நேரம் துகையாளியா இருப்பாங்க ரொம்ப பயபக்தியா பனியாசல தொழுகிறவங்களா இருப்பாங்க உலகத்தில இருக்க கெட்ட வார்த்தை தான் இருக்கும் இருக்கா இல்லையா தொழுகைக்கு வரக்கூடிய இடங்கள்ல பிறரை பத்தி புறம் பேசிக்கிட்டே வரோம் தொழுகை முடிச்சுட்டு போகும்போது காப்பாற்றப்படுறாங்களா நிம்மதி அடையறாங்களா நமக்கு யாராவது ஒரு இடையூற செஞ்சிட்டாங்கன்னா சரி அவங்களுக்கு நம்ம தெரியாமதான் செஞ்சிட்டோம் அவங்கள்ட்ட போய் பக்குவமா சொன்னா சரி மன்னிச்சு நம்மளை விட்டுவாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்களா இல்ல இவ வாயில போய் நம்ம உடவா அப்படிதான் நினைக்கிறாங்க இன்னைக்கு அடமால மாதிரி சண்டை புடிச்சிடும் நடக்க இல்லையா தெருக்குல நடக்கதல்ல அப்பா அதான் சொல்றாங்க நீ ஒரு முஸ்லீமாகவே இருக்க முடியாது எப்பாவை கொண்டு பிறர் மக்கள் நிம்மதி பெறாங்களோ இவங்களா பரவாயில்ல எதுவும் பேச மாட்டாங்க ஒரு கோபத்தில் பேசிப்பாங்க நிம்மதி பெறாங்களோ அப்பந்தான் நீங்க ஒரு உண்மையான முஸ்லீம் நாம் மாற முடியும் எனவே செஞ்சுக்கணும் ரொம்ப பேணி பாதுகாத்து கொள்ளணும் இலாம்கள் எழுதி காமிப்பாங்க ஒரு மனிதன் எழுந்த உடனே ஒரு மனிதன் எழுந்த உடனே எல்லா உடல் உறுப்புகளும் நாக்க பார்த்து பேசுமா எல்லா உடல் உறுப்புகளும் என்ன செய்யுமா நாக்க பார்த்து பேசுமா எப்பா காலைய பொழுது விடிஞ்சு போச்சு காலையை பொழுது விடுஞ்சு போச்சு நீ கொஞ்சம் பேணுதலாக பேசிக்க நீ பாட்டுக்கு வெளியே வந்து எதையாவது பேசக்கூடாத பேசிட்டனு சொன்னா வெளி உறுப்புகளாக இருக்கக்கூடிய நாங்க தான் உன்னால துன்பத்தை நீ உடல் உறுப்புகளும் ஒரு மனிதனுடைய நரகமும் நிர்ணயிக்கப்படுகிறது பெருமானார் சல்லு அலி வசல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் பயணத்திலே ஏழு வானத்தில் ஏழு நபிமானங்களை சந்திக்கின்றார்கள் அல்லாவை சந்திக்கின்றார்கள் சொர்க்கத்தை பார்க்கின்றார்கள் நரகத்தை பார்க்கின்றார்கள் சொர்க்கத்தை பார்த்து ரபி அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் நரகத்தை பார்த்து ரபி அவர்கள் அதிகமான பெண்களை நாயகம் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பார்த்தார்கள் நரகத்தை யாரும் அதிகமா பார்த்தாங்கம்மா பெண்களை பார்த்தாங்க சஹாபாக்கள் இந்த விஷயத்தை அவங்க சொல்றாங்க அருமை தோழர்களே நான் சொர்க்கம் நரகத்தை நான் பார்வையிட்டேன் அப்படி பார்வையிடும் பொழுது நரகத்தினுடைய நெருப்பிலும் நரகத்தில் ஓடக்கூடிய இரத்த நதிகளிலும் பெண்கள் நீந்தி கொண்டு தத்தளித்து கொண்டு அவர்கள் துன்பப்படுவதை வேதனைப்படுவதை நான் பார்த்தேன் சகாதிகள் கேட்டார்கள் யார் சூழ்நல்லா ஆண்களை போன்று பெண்கள் பாவம் செய்பவர்கள் இல்லையே ஆண்களை போன்று மது வருந்துபவர்கள் இல்லையே ஆண்களை போன்று சூதாடுபவர்கள் கொள்ளை செய்பவர்கள் ஆண்களை போன்று பெரும் பெரும் பாவங்கள் செய்பவர்கள் இல்லையே யார சூழ்நல்லா இப்படி இருக்க பெண்களை எப்படி நீங்கள் நரகத்தில் அதிகமாக பார்த்தீர்கள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன இந்த பாவங்களை விடையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவத்தை பெண்கள் செய்வார்கள் என்ன தெரியுமா அவர்களை நாவை கட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய நாவினாலே அவர்கள் வரகம் செல்வார்கள் என்பதாக நாயகம் சொல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்களே வரகத்தில் பார்த்த பெண்கள் எல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கலாம் நோன்பு வைத்தவர்களாக இருக்கலாம் தர்மங்கள் செய்தவர்களாக இருக்கலாம் இவை அனைத்தையும் செய்து தனது நாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல் பொய்யை பேசியவர்கள் பொறாமையை பேசியவர்கள் புறம் பேசியவர்கள் கோல் சொல்லியவர்கள் பிறர் மனது புண்படும் அளவிற்கு எடுத்து பேசியவர்கள் குடும்பத்திற்கு பே அல்லம இருக்கூடியவர்கள் தாய்மார்கள் என்று இல்ல யாரா இருந்தால் என்ன செய்யணும் கட்டுப்படுத்தணும் ஏன்னா இந்த நாக்குனாலதான் ஒரு மனிதன் என்பவன் வாழ்க்கையில உயரவும் செய்கின்றான் வாழ்க்கையில தாழவும் செய்கின்றான் இல்லையா நாக்குல நல்ல பேசுறவன் பொழைச்சிப்பான்னு சொல்லுவாங்க அப்படி தானே பேச தெரியாதவன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அவனை முட்டாதுன்னு சொல்லுவாங்க அப்படி அப்ப நாக்கு இருக்க இந்த நாக்கு இந்த ரொம்ப பேணி கொள்ளணும் இந்த நாக்கை பேணி நம்ம ஒரு உண்மையான முஸ்லீம் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் ராயகம் சொல்லா அலிஸ்லம் அவங்க நாவை பேணி பாதுகாப்பதுல ரொம்ப சகாபாக்களுக்கு ரொம்ப அதிகமான விளக்கங்கள் சொன்னாங்க ஒரு நாள் ஒரு உயர்ந்த பெண்மணி ஒரு உயர்ந்த பெண்மணின்னு சொன்னா ரொம்ப ஹைட்டான ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க ராயம் சொல்லாஸ்மாவை பாக்கிறதுக்கு வராங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு கேடைக்கு தானே ஒரு கிண்டலுக்கு தானே ஒரு ஜாதிக்கு தானே அப்படி நம்ம நினைசிறோம் நினைக்கிறோம் ரொம்ப ஆழமா பதியும் ஒரு உயரமான ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க ரசூலாவை பார்க்க வாரங்க வந்து ரசூலாட்டு சில விஷயங்களை பேசுறாங்க தன் குடும்ப சார்ந்த தன்னுடைய வாழ்வாதாரம் சார்ந்த சில விஷயங்களை பேசிட்டு அந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியே போறாங்க இந்த நெட்டச்சி என்ன சொல்லிட்டு போறாசல்ல சொல்றாங்க யா ஆயிஷா உன்னுடைய நாவிலே அந்த பெண்ணுடைய ரத்த வாட அடிக்குதுமா வாயில் என்ன செய்யுது பெற ஒரு மோசமான செயல நீங்க பார்க்கறீங்களா அந்த குறையோடு பிடிச்சது அல்லாவுடைய படைப்பு இல்லையா நீங்க என்ன பெண்ணை இருக்கிறதா இல்லாத இருக்கிறத சொன்னாங்க இருப்பதை சொல்வதுதான் புறம் பேசுவது இல்லாததை சொன்னால் இட்டு கட்டுவது இல்லாத சொல்றது என்னது இட்டு புறம் பேசுவதை விட பெரிய பாவை நூறு சௌக்கடி கொடுக்கணும் ஒரு கட்டையான ஒரு பெண்மணி என்ன செய்ய வீட்டை தாண்டி போறாங்க அப்பமா என்ன செய்ய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பா தானமா வேகமா நடந்து போறாங்க சொன்ன ஒண்ணு நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கடல்ல கொண்டு போய் கலந்தம் சொன்னா கடல் நீர் முழுக்க வெசமா போயிடும். एवளோ வெச நிறைந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிபுட்டீங்க? एवளோ அறுغرபான ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிபுட்டீங்க? அது என்னங்க பிரார பத்தி இருக்கிற உடலமைப்பை பத்தி நீங்க பிரார பத்தி கேள்வி சேரிங்க, கிண்டல் சேரிங்க, அத ஒரு குறைய பாக்குறீங்கன்ற ரசூலுல்ல எசியாங்க. கண்டுச்சாங்க. அப்ப நீங்க நம்ம பிரார பத்தி என்னன்னலாம் பேசுறோம். என்னன்ன பேசுறோம்? ஒரு ஆள் தலை பலங்கிற வரையும் பளைக்கிட்டுறோம். ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களோட நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே அவங்கள பத்தி என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிருவோம் அப்படி தானே நம்பி ரகசியத்தை நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படி தனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை கூட தன்னோட உட்காந்து பீடி சுத்துறாங்க தான் கூட வெளியே வராங்க தன்னோடு எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க ஆனா ஒரு நாள் சண்டை போட்டு அவங்க சொன்ன ரகசியத்தை ஃபுல்லா இன்னொரு ஆள்கிட்ட போய் அப்படியே வெக்கமே இல்லாம நம்ம சொல்லுவோம் நடக்கா இல்லையா அவனை பத்தி பின்னாடி போய் பேசுறதுதான் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல் என்னை விட கொலை பண்றதை விட ஒரு ஆளை போய் பின்னாடி பேச ரொம்ப கொடூரமான ஒரு செயல்போது கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ மௌத்தா போய் கிடக்கும் போது உனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அந்த மையத்தினுடைய கரிய வெட்டி சாப்பிட ஆசைப்படுவியா ஆசைப்படுவோம் மனமோ படுவோமா எப்படி அதை வெட்டி சாப்பிடறதுக்கு நீ ஆசைப்பட மாட்டியோ அது மாதிரியே நீ எப்படி அதை வெறுக்கிறியோ அது மாதிரியே உன்னுடைய கூட பழகின சொந்த பந்தங்களை பத்தி பின்னாடி புறம்பேசறதையும் வெறுக்கணும் இந்த அளவுக்கு அல்ல ஒரு கேவலமான ஒரு செயலா சொல்லி காமிக்கிறான் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்வதில்ல அதில் சுத்தமாக கவனம் செலுத்துறதே இல்லை செலுத்துறமா என்னைக்கும் நாலு மாசம் முன்னாடி நமக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை நடந்திருந்தா இடையில அப்படி ஒரு எங்கேயாவது ஒரு சண்டை வந்து தப்பு எப்போ அஞ்சு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பேசுவோம் பேசுவோமா இல்லையா பேசுறமா இல்லையாமா ஒரு ஆளுக்கு இன்னொரு சண்டை வரும்போது ஏண்டவா அன்னைக்கு பேசும் நான் அப்படி பேசுறதுனால தான் அவன் அமைதியா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இதே மாதிரிதான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான் சொல்றமா இல்லையா இருக்கிறாங்க அந்த பயணத்துல ரெண்டு கபிரை கடந்து போறாங்க ரசூவில்லா அப்படி கடந்து போகும்போது ரெண்டு கபர்வாசிகளுக்கும் ரொம்ப அதிகமான வேதனை கொடுக்கப்படுது என்ன செய்யப்படுது கடுமையான வேதனை சாபாக்கள் கேட்டாங்க ஒரு விஷயமா இருக்க ரெண்டு பச்சை குச்சியை நட்டு திடீர்னு வைக்கிறீங்களே நாயகமே என்ன விஷயம் கடுமையானுல்லா சொன்னாங்க சஹாபிகள் கேட்டாங்க யார் ரசுல்லா இந்த அளவுக்கு வேதனை செய்யப்படக்கூடிய இந்த மனிதர்கள் யார் என்று கேட்கும் போது சொன்னாங்க இவங்க எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பாவம் செஞ்சவங்க இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி என்ன ரொம்ப பெரிய பாவம் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு கோல் மூட்டி சண்டையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இவருக்கு எல்லாம் கடுமையா வேதனை கொடுக்கிறான் வேதனையுடைய அளவு எப்படி தெரியுமா கபரு மண்ண்களை புலந்தவர்கள் வெளியே வந்துருவாங்க அந்த வேதனை கொடுக்கலாம் நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்புகள் அவர்கள் மீது ஊத்தப்படுகிறது நரகத்தின் பாம்புகள் அவர்களை தீண்டப்படுகிறது நரகத்தில் இருக்கக்கூடிய கொடிய கொடிய விஷ எல்லாம் அவரை தீண்டிக் கொண்டே அந்த அளவுக்கு அல்ல வேதனையை கொடுத்துக்கிட்டு யாரு கோல் மூட்டி விட்டவங்க சண்ட ஏற்படுத்த மா நடக்களுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பக்கமும் நடிச்சுக்கிறது இல்லையாமா என்ன செய்ய வன்மையா கண்டிக்கிறாங்க உங்க நாக்கு நீங்க பேணி பேணி பாதுகாத்துக்கங்க இந்த நாக்குனால தான் நீங்க சொர்க்கமா நரகமான்னு முடிவாக போதும்ல சொல்றாங்க கோவத்தில் டக்குனு எதையாவது பேசிடுறது கோவத்தில் ஏதாவது பேசிட்டு நான் கோவத்தில் பேசிட்டேன் நான் செஞ்சிட்டேன் கோவ கோவம் தான் டக்கு எனக்கு வார்த்தைகள்லாம் வேற மாதிரி தான் வரும் நடக்கலையா தெருக்குல ரொம்ப ஒரு மனசங்கடம் என்னன்னா மகரீப் நேரங்கள்ல இஷா நேரங்கள்ல சில நேரம் வெளியே போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னா ஏதாவது ஒரு சண்டை நமக்கு தான் பதட்டமா இருக்கு ஐயோ நம்ம போகும்போது எதையும் பேசிடுவாங்களோ வச்சிருவாங்களோ டக்குன்ட்டு இல்லையா இதனால என்ன செய்யணும் நைட்டு வண்டியை பத்து மணிக்கு மேலேதான் முன்னாடி கொண்டே வர்றது இந்த சுபோல எடுத்து வண்டி விடுறோம் தெருக்குள்ள வர்றதுக்கே ரொம்ப அச்சப்பட்டு என்ன செய்யறோம்னு சொன்னா சுபோலையும் வண்டி விட்டு போய் பின்னாடி விட்டுறது அப்புறம் நைட்டு எல்லாரும் ஓரளவு தூங்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு பத்து மணிக்கு மேலே வண்டி முன்னாடி கொண்டு வருவோம் ஏன்னா நம்ம வரும்போது திடீர் தான் சண்டை வந்து நமக்கு ஒரு பதட்டம் ஒரு பயமா இருக்கு நம்ம வாய் வர சும்மா இருக்க ஜும்மால அதை பத்தி பேசிடுவோம் உடனே நிர்வாகத்துல இருக்கால் எப்படி பேசலாம் அப்படின் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் தடுத்து பத்து மணிக்கு மேலயே வண்டியை முன்னாடி கொண்டு வந்து விடுறது அப்புறம் அதான் சொல்றாங்க நீ கோபத்துல பேசக்கூடிய ஒரு வார்த்தை நல்லா விளங்கிக்கிறோம் கோபத்துல தயசிச்சு கெட்ட வார்த்தை பேசிடாதீங்க கோபத்தில் யாருடைய மனசையும் புன்படுற மாதிரி பேசுறாதீங்க கோபம் மனுஷனா கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுங்க கோபத்தில் அடி விளிம்புக்கு கொண்டு போயிரும் ஒரு என்ன செய்யும் நரகத்தினுடைய அடி விளிம்புக்கு உங்களை கொண்டு போயிரும் ஒரு இன்பத்தில் உயர்ந்த பதவிகளை உங்களுக்கு வாங்கி தந்துருந்தாங்க நம்ம தொழுகையோ அதோட உயர்ந்து பதவி வாங்கி தரது முன்னாடி எதுதான் வாங்கி தரும் நல்ல வார்த்தை நம்மளுடைய நாகல இருந்து பேசி பழகி கொள்ளணும் ஏதாவது நாயகம் சொல்லாசமும் சொன்னாங்க இல்லையா நீங்க கெட்ட வார்த்தை பேசுறதுனால மக்களுடைய மனசு மட்டும் புண்படுறது இல்லை உங்களுடைய கிராமன் காத்திவில் உங்களுடைய வலது தோழிலும் இளது தொழிலும் எழுத்தாளர்களாக இருக்கின்றார்களே என்று மலக்குமார்கள் அவர்களுடைய மனதும் புண்படுகிறது மனிதர்களுடைய மனசை புண்படுத்தினாலே அல்லா பொறுத்துக்க மாட்டான் மனசை புண்படுத்தினா அல்லா பொறுத்துப்பானா நீங்க கோபத்துல ஒரு வார்த்தையை பேசும் ஒரு சபிச்சி பேசும் அந்த வார்த்தையை பதிவு செய்ய மனக்கு மாறுங்க ரொம்ப ரொம்ப கூச்சப்பட்டு ரொம்ப கூலி அந்த வார்த்தையில பதிவு செய்யறாங்க நடக்கா இல்லையா அப்ப முதல்ல என்ன செய்வைய நாவை கோல் சொல்வதை விட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கங்க பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க ரெண்டாவது புறம் பேசுவதை விட்டும் உங்களுடைய நாவை பேணி பாதுகாத்துக்கங்க மூணாவது பிறரை குறித்து இட்டுக்கட்டி பேசுவதை விட்டு உங்களுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க நாலாவது பிறரை குறித்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதை விட்டு நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் யாரையும் சபித்து பேசாதீங்க நீ நடக்க இல்லையா எடுத்தாலும் சாப விடுறது நீ விலங்க மாட்ட உன் குடும்பம் உறுப்படாது நீ எப்படி வாழ்றன்னு நான் பாக்கிறேன் பெத்த பிள்ளைகளையே இன்னைக்கு நிறைய பேர் சபிக்காங்க இருக்கா இல்லையம்மா என்னமோ எனக்கு ஒரு எண்ணம் தோ தோன்றுறது என்னன்னு பெத்தவங்க சபித்து சபித்தே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழா எனக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ அவர் சாபம் ஒரு பய வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் வளம் இதாகிருச்சுன்னு சொன்னால் அவர் சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னால் எதாவது அவனு பண்ணிட்டான்னு நீ வாழ்க்கையில் விளங்கவே மாட்டேன் உறுப்பிடவே மாட்டேன் ஒரு நொடியில் சபிச்சிட்றாங்க அதனுடைய சபிப்பினாலும் என்னமோ இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய வாலிப பிள்ளைங்க ரொம்ப கடினமான வேலைகளை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பசங்க தாய்க்கும் கட்டுப்படாம தந்தைக்கும் கட்டுப்படாமல் ஊருக்கும் கட்டுப்படாம அல்லாரசுக்கும் கட்டுப்படாமல் இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க நம்ம ஊரில் இருக்கிறாங்க இருக்காங்களா இல்லையாமா எனக்கு என்னமோ அடிக்கடி அப்படி ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும் பெற்றவங்க விட்ட அந்த பசங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சோ இப்படி ஆக்கிருச்சோன்ட்டு பொறுப்புடைய பொறுப்பு யாரையும் நீங்க சபிக்காதீங்க யாருடைய துவாபா அல்ல எப்ப ஏத்துக்குவானே சொல்ல முடியாது ஒருவேளை நீங்க சபிக்க கூடிய அந்த ஆள் அந்த சாபத்துக்கு தகுதி இல்லாத இல்லாதவராயிருந்தா அந்த சாபம் அப்படியே உங்களை வந்து சேர்ந்துடும் கெட்ட வார்த்தை கொண்டு பேசுறோம் என்னென்ன பேசுறோம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இப்படி பேசிக்கிட்டு நைட்டு இஷா தொழுதுட்டு சுபு தொழுதுட்டு நூறு சுபா தந்துருவானா அல்ல ஒரு ஆளை பத்தி குறித்து தவறா பேசல ஒரு வார்த்தைக்கு ஒரு கோடி அசியம் நான் தோல்வி நான் நோம்பு வைக்க ஆனா என் வாழ்க்கையிலதான் கஷ்டத்தையும் தந்துகிட்டு இருக்கான் சொல்றமா இல்லையாம செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிடுறோம் அடியாரிய விஷயத்துல ரொம்ப கவன குறைவாக இருந்துடும் அப்பதான் ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமா இருந்தால் முதல்ல உங்கள் நாக்கை பாதுகாத்துங்க இந்த நாக்கை வச்சு என்ன செய்யாதீங்க இது தவறதான வார்த்தைகளே பேசி சுழட்டாதீங்க உங்களுடைய நாவினால நீங்க என்ன செய்வீங்க கொரானை ஓதுங்க விக்கிர செய்ங்க யாரும் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன செய்யாதீங்க அவங்களுக்கு சபிச்சு பேசாதீங்க ரசுல்லா எந்த அளவுக்கு தன்னுடைய நாவை பேடி பாதுகாத்தாங்க தனக்கு ரொம்ப பிரியமான ஹம்சாரதிலாஹு தலான்லாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சாபி ரசுல்லாவுடைய சின்னப்பா ரசுல்லாவுடைய சின்னப்பா இவங்களை ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க குத்தி கொண்டு ஹம்சாரதி உள்ளாவுடைய நெஞ்சை பிழந்து ஹம்சாரதிலாவுடைய ஈரல எடுத்து கடிச்சு துப்பிடுறாங்க ஈரல எடுத்து என்ன கடிச்சு துப்பிடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு கொலை என்ன சின்னாங்க கொன்னுட்டாங்க பத்து மக்கா மக்கா வெற்றி கொள்ளும் போது அந்த பெண்மணி ஒரு மாறுவ இடத்துல வந்து ரசூலாட்டா கேட்டாங்க யார சூல்லா உங்களுடைய சின்னப்பாவை கொன்ன ஹிந்தாங்கிற பெண்மணி உங்க முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிப்புற நாயகமே ரசூலா சொன்னாங்க நான் கண்டிப்பா மன்னிப்பேன் கண்டிப்பாக தன்னுடைய மாறு வேடங்களை உடனடியாக அந்த பெண்மணி அகற்றுறாங்க ரசுலா சொன்னாங்க நான் உன்னை மன்னிச்சிட்டமா உன் எனக்கு எந்த கோபமும் இல்லை நான் உன்னை பற்றி எதுவுமே நான் பேசலை உனக்கு எந்த சாபத்தையும் நான் தரலை நான் உன்னை மன்னித்து விட்டேன் இருந்தாலும் நீ மக்காவில் அடிக்கடி என் கண்ணு முன்னாடி நடமாடாத ஏன்னா நீ நடமாடும் என் சின்னப்பா ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ரசுலா என்ன செஞ்சாங்க சொன்னாங்க நினச்சிருந்தா அல்லா உன்னை நாசமாக்கட்டும் பொறுத்து போயிட்டாங்க உங்களை என்ன பேசுறாலும் சரி நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் ஒரு ஆயுதமா நீங்க பயன்படுத்துங்க அல்லா பார்த்துப்பான் உங்களையும் என்னையும் உலகத்தையும் படைச்ச அல்லா பார்த்துப்பான் குடும்பத்தை பத்தி பேசிட்டா சண்டை வந்து அபுல் அகபுல்லாவுடைய சொந்தக்காரர் அபுல் அகபு என்ன செய்ய ஆனா ரசுல்லா காபத்துல்லாவை சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது ரசுல்லாவுடைய வாப்பாபுவை பத்தி ரொம்ப தரோரவா பேசுறான் ரொம்ப என்ன செய்வா பேச ஒரு தீர்வை கொடுப்பான்னு சொல்லி ரசுல்லா அப்படியே விட்டாங்க கொஞ்சம் நேரம் நினைச்சி ஒரு வகை என்ன தெரியுமா உங்களுடைய பிறப்பை குறித்து ஒருத்தவன் ஆட்டு இடையினுக்கு தான் உமா அவங்க பெற்றெடுத்த அல்ல உலகம் அழகிற வரை கேவலப்படுத்தி வசனத்தை பொறுமையா இருந்தா நம்மளை திட்ட நமக்கு இடையூறு பண்ணவங்களை பே பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேணி பாதுகாத்துங்க இது அஞ்சாவது விஷயம் மொத்தம் அஞ்சு விஷயம் சொல்லிருக்க முதல்ல பொய் சொல்றது புறம் பேசுறது கோல் மூட வார்த்தை பேசுறது பேசுறது சாப்பிட்டு பேசுறது ஆறாவது பேரம் பேசுறது என்னது பேரம் பேசறதுனா பேரம் பேசுறது என்ன தெரியுதா பேரம் பேசுறதுங்க தமிழ் என்னன்னு தெரியாம எனக்கு சரியா பேரம் பேசுறது பேரம் பேரம் பேசு சொல்லுக்கமா சொ ஒரு பேரம் இன செய்யாதீங்க பேசாதீங்க நீங்க ஒரு விலையை நிர்ணயிச்சு வைக்கீங்க கேளுங்க அமைதியில் அந்த வியாபாருடைய மனது புண்படும் அளவுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க பேரம் பேசாதீங்க வணிகத்தை குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஒரு பொருள் நம்மளால வாங்குறதுக்கான சக்தி இருந்தாதான் நம்ம என்ன செய்யணும் வாங்க சக்தியோ பொருளாதாரமோ நம்மள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு அந்த பொருளாதாரத்துக்கு அவரை கொண்டு வரதுக்கு ஏராளமான பேச்சு பேசுறோம் கடைசியில் உங்கள்ட்ட வந்து இப்படி விற்கணும் தர சொல்லிட்டு போறாங்களா இல்லையா ஆமா கோரச சொல்றிய இருக்கா இல்லையம் சொல்றாங்க பேர மிகாதீங்க பேசாதிங்க ஒருத்தர் ரொம்ப அநியாயமா விக்கிறான்னு தெரிஞ்சா அந்த பொருள் நீங்க வாங்கன்னு விருப்பப்பட்டா வாங்க இல்லட்ட என்ன செஞ்சிருங்க விட்டுருங்க ஏன்னா இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு வீக்னஸ் என்னன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம் உதாரணத்துக்கு உங்க ஊர்ல வேலாயித்தாயிரம் ரூபாய் சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னு வச்சுக்கணுமே இந்த கடைக்கு போறீங்களே அங்க போடுற பில்லுக்கு நம்ம பேரம் பேச முடியுமா பேசுவோமா பேச மாட்டோம் அல்ல திருநெல்வேலிக்கு போறீங்க அதே இப்ப எல்லா பேரும் நிறைய பேர் அப்பா பள்ளிக்கு போனீங்க வேர் வசிந்தி நேரத்தை ஒதுக்கி பெட்ரோலை போட்டு யாராவது ஒருத்தவங்க வாங்கிட மாட்டாங்களா தெரு தெருவா நாய்ப்படாத பாடு பட்டு ஒரு பொருளை விக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாருங்க அவங்க வயிற்று அடிக்கிற மாதிரிதான் மெனசிவோம் பேரமே பேசுவோம் குடும்பத்தைப்ப நீங்க ஒருவே ஒருத்தநியாயமா விற்கிறான் தெரிஞ்சாலும் கூட தர்மம் கொடுக்கறதான் நினைச்சேன் அநியாய விலைக்கு அந்த பொருளை வாங்கிக்கிற அப்படியே தர்மத்தினுடைய போய் சேர்ந்துடும் ஆனா ஒருத்த இருக்கக்கூடிய விலையை ரொம்ப மட்டமா பேசி எந்த வைக்கவே மாட்டோம் பேரம் பேச மாட்டோம் எங்க பேரம் பேசக்கூடாது பேரம் பேசுவோம் சமீபத்தில் எங்க பாவனாசமா எங்க போயிருந்தோம் ஒரு கூழ் கடையில ஒரு ஆள் சண்டை போட்டு இருக்காரு போன வாட்டி நான் வரும் போது தந்த இப்ப என்ன இருபது ரூபா சொல்றீன் போன வாட்டி அவர் எப்ப வந்து போனார் ரெண்டாயிரத்தி வந்து போயிருக்காப்ல ஒரு வருஷம் கழிச்சு அஞ்சு ரூபா கொண்டு வைக்கிட்டு சண்டை போட்டு சிலிண்டர் எவ்வளவு கூடி போயிருச்சு பெட்ரோல் வேலை எவ்வளவு கூடி போயிருச்சு அங்கே பேரம் பேச முடியுமா நம்மளால சேலை ஒரு நகை கடைக்கு போன நகை பேரம் பேசுவீங்களா ஒரு கிலோ தக்காளி பதினஞ்சு சொல்ற எட்டு ரூபாய் கேட்போம் கேக்கமா இல்லையா ஐம்பது மீனே ஒரு கிலோ எவ்வளவுதான் என்ன சொரந்தை மட்டும் கம்மியா எனக்கு தெரியல மனம் புண்பனவுக்கு வியாபாரிகிட்ட பேரம் பேசாதீங்க ரொம்ப சத்தம் போட்டு கூச்சல் போட்டு முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாத்தால என்ன செய்யறான் மன்னிப்பதாக சொல்லி காமிக்கிறான் முஸ்லீம் நாவை விட்டும் பிறர் என்ன செய்யணும் நிம்மதி அடையணும் சுருக்கமா சொன்னாக்க பேணி பாதுகாத்துக் கொள்றவங்களாக நீங்க என்ன செய்யணும் இருக்கணும் எல்லா நேரங்களையும் அதை என்ன செய்யுங்க பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க அதிகமா இஷ்டிகுபார் செஞ்சுக்கிட்டே இருங்கம்மா அதிகமா என்ன செய்யுங்க இஷ்டிகுமார் அசோப்லாயில் அலியும் அசோபிர்லாயில் அலிங்கிறதுக்கிற சொல்லிக்கிட்டே இருங்க நம்மளுடைய பாவத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோங்கிறது நம்மளால என்ன முடியுமா நொடிப்பொழுது நம்ம பாவம் செஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் எப்படியான அந்த நொடி பொழுதும் பாவத்திற்கு நம்ம அதிகமாக இசைவாறு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி பேச எதுவுமே இல்லைன்னு சொல்லி அடுத்தாள் குடும்ப கதை என்ன பேசாதீங்க அது மாதிரி யார் எங்கே போகிறாங்க எங்க வராங்க என்ன செய்யறாங்க என்ன பண்ணுறாங்க இவளுக்கு அத்தனை மணிக்கு இங்கே என்ன அது நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாரையும் நோட்டமிட்றாங்க இல்லையா இவனோட ஒரு கேவலமான ஒரு செயல் ரசுல்லா சொன்னாங்க ஒரு சஹாபி வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி தெரிஞ்சிச்சு ரசுல்லா கெசிஞ்சி ஒரு சஹாபி வீட்டை எட்டி பாக்குற மாதிரி தெரிஞ்சு வெளியே நீ வீட்டை தான் எட்டி பாக்கறது கஞ்சி குறைய போதா குறைய போதாமா ஏ நிறைய பேர் அவர் எங்க போறாரு இவரு எங்க போறாரு அடுத்தால பத்தியே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்தே நம்மளுடைய வாழ்க்கையை நீதேசிட்டு இருக்கோம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அல்லாவுடைய கிருபையினால நம்மளுடைய நாவினால குரான ஹதீச முடிஞ்சா நல்ல வார்த்தையை பேசுங்க ரிஷல என்ன செஞ்சாங்க முடிஞ்சா நல்ல வார்த்தையை ஒரு சபையில பேசுங்க நல்ல வார்த்தையை பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியலையா நீங்கள் சாக்கினன் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க வாயை திறக்காதீங்க வாயை மூடி இருக்கிறது கூட ஒரு நன்ம பேச தெரிஞ்சா பேசணும் இல்லையா அல்லா முடிக்க எனவே தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாவினுடைய விஷயங்களை அதிகமா சொல்லி கொடுங்க நாக்க வச்சு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திலையும் அல்ல உங்க மேல அளவு கடந்த கோபம் கொடுறான் அதான் என்ன செய் அளவு கடந்து அல்ல கோபடுறான் ஒரு ஆள் கொலை செய்யும் போது அல்ல எந்த அந்த அளவுக்கு ஒரு ஆளை பத்தி நம்ம புறம் பேசும்போது அல்ல கோவப்படுறான் நம்ம பொய் பேசும்போது அல்ல கோப்படுறோம் அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயத்த சொன்னாங்க நீங்க சொல்லக்கூடிய பொய் என்பது உங்களுடைய ஈமான அரிசி தின்றோம் உங்க மனசுல இருக்கக்கூடிய பொறாமை என்பது உங்களுடைய ஈமான கருச்சு விடுவோம் நிறைய சொல்றாங்க ஒரு வார்த்தைங்கிறது உங்களுடைய ஈமானல ஒரு கருப்பு புள்ளிய உழவைக்கும் அந்த கருப்பு புள்ளி அப்படி நிறைய புள்ளியா மாறி உங்களுடைய ஈமானையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிரோன்ற சொல்ல நினைச்சாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க இதை ஒரு விஷயத்த சொல்லிட்டா மிஸ்லாசம் அவங்க தங்களுடைய நாவ பேணி பாதுகாத்ததுனால நிறைய வசனங்கள் எல்லாம் குரான் இருக்கலாம் ஒரு வாட்டி ரசுல்லா ஆயுஷான் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போருக்கு என்ன செய்கிறாங்க கூப்பிட்டு போகிறாங்க இப்படி போருக்கு கூப்பிட்டு போயிட்டு வர வழியில் ஆயுஷான் ஆகிய ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் அந்த ராஜாக்களுடைய மனைவிமார்களை எல்லாம் தோல்லை தூக்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா பழைய காலத்துல என்ன செய்வாங்க அது பேர் எனக்கு தெரியல பல்லாக்கு அந்த மாதிரி ஒரு பல்லாக்குற வச்சு என்ன செய்வாங்க தூக்கிட்டு போவாங்க அப்படியே செய்வாங்க கொண்டு வந்தும் விடுவாங்க அப்ப போர்களுக்கு ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது தங்குறாங்க அந்த நேரத்தில் ஆயிஷா என்ன செய்ய சுய தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி மக்களுடைய பார்வையிலிருந்து ரொம்ப தூரத்தில் என்ன செய்யறாங்க போயிடறாங்க ஆயிஷா இருப்பாங்க வெயிட்டே இருக்க மாட்டாங்க ஆயிஷா ரொம்ப வெயிட்டே இருக்க மாட்டாங்க அப்ப ரொம்ப தூரத்தில் போயிடுறாங்க போர்லாம் முடிஞ்சிருது எல்லாரும் என்ன செய்ய கிளம்பி ஊரை மதனாவை பார்த்து ஊருக்கு வராங்க அப்படி வரும்போது ஆயிஷா அந்த பல்லாக்களை இருக்காங்க நினைச்சு என்ன செஞ்சாங்க தூக்கிட்டு வராங்க பல்லாக்கை தூக்கிட்டு வந்து மதினாவில இறக்குறாங்க ஆயிஷாங்கி உள்ள இருந்து வெளியே வரவே இல்ல ரொம்ப நேரம் ஆச்சு ரசோ உள்ள பல்லாக்கு உள்ள பாக்கிறாங்க இடத்துக்கு ஒரு சகாபி என்ன செய்ய அனுப்பி வைக்கிறாங்க அந்த சகாபி ரொம்ப நேரமா தேடுறாங்க அந்த இடத்துல ஆயிஷாங்கி இல்ல கடைசியா பார்த்தா ஆயிஷாங்கி ஒரு முள்ளு மரத்துக்கு பின்னாடி ரொம்ப பயந்தர சுபாவத்துல அப்படியே ஒளிஞ்சி என்ன உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த சகாபியை பார்த்தோன்னே ஆயிஷா குரல் கொடுக்கறாங்க கூப்பிட்டு மதீனாவுக்கு என்ன செய்ய வராங்க புதுசா இஸ்லாத்தும் அந்த சகாபியும் சேர்த்து வச்சு தப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேர்த்து வச்சு தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க அப்படியா இருக்கு இப்படியா இருக்கு நல்லா காப்பாற்று நாவல இருந்த அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது என்ன செய்றாங்க தப்பா பேசாங்க இப்ப ரசூலுல்ல சொல்லணும் இருந்தவங்களா என்ன செய்வாங்க சொல்றாங்க அடுத்த வீட்டில் இறந்துருந்தா அப்படி ரசுல்லா சொல்லுவாங்களா அப்படின்ட்டு ரசுல்லா மேல என்ன செய்வோம் எல்லாருக்கும் ஒரு தவறுதலான ஒரு எண்ணம் வந்துரும் ரசூல்லா என்ன செய்யல ஒண்ணுமே பேசவே ரசூல்லா அமைதியா இருக்கிறாங்க இந்த செய்தி யாருக்கு தெரியாது ஆயிசாக்குறது வரவழையிலேயே காட்ச வந்தது இதனால சித்தி சரியில்ல அவங்க உமா வீட்டுக்கு யார் போயிடுறாங்க ஆயிஷா போயிடுறாங்க ஒரு நாலு நாள் கழிச்ச விஷயம் என்ன தெரிய வருது ஆயிஷாக்கு தெரிய வருது ஆயிடு என்ன செய்ய வருது என்ன தெரிய வருது ஆயிஷாஹி வீட்டில் இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில ஆயிஷா கீழே தடுக்க விழா பணம் அடிமை பெண் ஆயிஷா கை தாங்கி பிடிக்கிறாங்க அருள் முடிவானு துவா செய்யறாங்க அப்படி துவா செஞ்சதோட என் மௌனை அல்ல நாசமாக்கணும்னு அந்த அம்மா நினைச்சாங்க சபிச்சாங்க அவர் நல்லவன் ஆச்சு பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க நீங்க அவனா நல்லவன்ல அவங்க உம்மா வீட்டிலேயே இருந்துறாங்க வீட்டுக்கே வரல பிரசுல அமைதியா இருக்காங்க இந்த பேச்சு என்ன செய்யுதுன்னா மதியி பக்கத்துல எல்லா பக்கமும் என்ன செய்யுது போக ஆரம்பிக்க பாருங்க சொரண்டையை தாண்டி சாம்பார் போயிரும் பக்கத்துல பக்கத்து ஊரெல்லாம் நினைச்சாங்க பக்கத்து ஊரு அசத்தில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன அசத்து தெரியல இந்த மாதிரி சண்டையாமல் இப்படி ஒரு போலீஸ்கார வந்துட்டு போகலாமே என்னன்னா ஃபோன் பண்ணி நல்ல விஷயங்கள் பிறருக்கு சொல்லணுமா இல்லையா அடுத்த உங்களுடைய குடும்பத்தில் நடக்கூடிய கேவலங்கள்லாம் பிறர்கிட்ட சொன்னாதான் அது ஒரு நல்ல விஷயமா நமக்கு தெரியும் அப்போ பக்கத்து ஊரில்லாம் தெரிஞ்சிருது ரசூல்லாம் ஒன்றுமே பேசலை ஒரு நாலு நாள் கலைஞ்சி ஒரு பத்து வசதங்களை எல்லாம் தொடர்படியாக இறக்குனா எத்தனை வசதங்கள் இறக்குனா பத்து குரானுடைய பத்தினித்தரமாக தான் இருக்கிறாங்க ஆயிஷா தவறும் குற்றமும் இல்ல அது மட்டும் இல்லாமல் ஆயிஷா இப்படி இட்டு பேசுறவங்களுக்கு முழுமையான முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் சொல்லி தொடர்பாக பத்து வசனங்களை அல்லாஹத்த அப்ப ரசை பேரி பாதுகாத்து தோண்டி எடுத்து திட்டி தீர்த்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அமைதி ஆயிரும் இரடா பார்த்தா உள்ள போய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு திரும்ப வந்து தெருக்காத்தமா சண்டை போடுறது நடக்க நிறைய இடங்கள்ல நடக்கு நடந்துகிட்டே இருந்தாலும் என்னடா பார்த்தா உள்ள போய் தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு பரசு ஏதாவது இருக்கா யோசிச்சு பார்த்து வெளியே வந்து செய்யறது பேச என்ன போச்சு சண்டை வந்துட்டா டக்கு நினைச்சது தெருக்குள் இறங்கிறது ஐயா அப்படி பக்கத்து வீட்டுக்கு சண்டைனா பக்கத்து வீட்டுல தானே பேசணும் அப்படி தெருக்குள் நடந்து போகும் பேசிக்கிட்டே போறது பொதுவாக பேசறது நல்லதான் காப்பாற்றணும் இல்லையா நீங்க ஒரு பேசக்கூடிய ஒரு வார்த்தையினால பக்கத்துல சில நல்லவங்க இருப்பாங்க அப்படியான மூணு பேர் இருந்தால் நல்லவங்க இருப்பாங்கல்ல இல்லையா அந்த ஒரு நல்லவங்களுடைய மனசு என்ன செய்ய கஷ்டப்படும் இவங்க பிள்ளைங்க பேசுறாங்க இதெல்லாம் காது கொடுத்து கேட்கற மாதிரியா இருக்கு அது நிறைய ஹார்ட் பேஷன்ட் இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க மருந்து சாப்பிட்டு தூங்குறவங்க இருப்பாங்க எதையுமே நம்ம பாக்குறது இல்லை நம்ம வாட்டுக்கு நினைறது விடிய விடிய சண்டை போடுறோம் அப்படியானம்மா அப்ப இதெல்லாம் அல்லாரசலுக்கு பிடிக்காத ஒரு செயலா நினைசையுது இருந்துகிட்டே இருக்குது அதனால நாக்கு என்ன செய்ய ரொம்ப பேணி பாதுகாத்து கொள்ளுங்க உங்க நாவனால முடிஞ்சா நாலு பேருக்கு நல்ல வார்த்தையை சொல்லுங்க முடிஞ்சா நாலு பேருக்கு துவா செய்ங்க இல்லையா அல்லாலும் தா உண்டு தான் வேலை உண்டுட்டு நம்ம இருக்கிறது என்னதுதான் மிகப்பெரிய ஒரு நன்மையதான் இருக்கு தமிழ சொல்லுவாங்க உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாம இருக்கணும் அந்த மாதிரி என்ன செய்ய பிறருக்கு உபதேசம் பண்ணனாலும் கழுவி கழுவி ஊத்தாமதாவது என்ன செய்யணும் இருக்கணுங்கிறத அல்லரசு நமக்கு சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஒரு பாடமா இருக்கு இன்னொன்று நீங்க குரான ஓதுறதுக்கு இருக்கிறீங்க ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க நல்லாவுடைய பாதைகள் நீங்க இருக்கீங்க அப்படித்தானமா மார்க கல்வியை தேடக்கூடியவங்களுடைய சிறப்புகளை குறித்து நிறைய விஷயங்களை இமாம் கல்வி வசதிகள் நமக்கு சொல்லும் சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா யார் மார்க கல்வியை படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலை அளிக்கின்றான் எப்படி என்று சொன்னால் மார்க கல்வியை தே கல்வியை தேடக்கூடியவர்கள் எல்லாம் ஜிபிரல் இஸ்லாமுடைய ரெக்கையின் மீது என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கல்வியை படிக்கிறவங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர் மனுக்களும் உயிர் வசுக்களும் என்ன செய்து துவா செய்துட்டு இலாம்கள் எனக்கு என்ன செய்யறாங்க தெளிவுபடுத்தி சொல்லி காமிக்கிறாங்க அந்த அளவுக்கு புனிதமான ஒரு துறையில நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க புனிதமான ஒரு இடத்துல புனிதமான ஒரு கல்வியை படிக்கிறதுக்கு பொருத்தமான ஒரு கல்வியை படிக்கிறதுக்கு நம்ம எல்லாமே இருக்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய படிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முடியும் சீரமைச்சு கொள்ள முடியும் நமக்காக ஒரு வர்ணர்னே என்ன செய்யணும் நிகழ்த்து வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு இப்படிதான் இருக்கணும் இப்படி தொடரணும் இப்படி திக்குறவாதணும் இவ்வளவுதான் பேசணும் இவங்கள்ட்ட தான் பேசணும் அதே மாதிரி நீங்க யார்ட்டையும் பழகினாலுமே கூட நல்ல நண்பர்களோடு நீங்க என்ன செய்யுங்க பழகுங்க சொல்லுள்ள சொன்னாங்க இல்லையா நண்பர்கள் என்பவர்கள் ரொம்ப முக்கியம் இப்படியானமா ஒரு நல்ல நண்பனுக்கான உதாரணம் ஒரு அத்தனை வியாபாரியை போன்று ஒரு நல்ல நண்பரோடு பல வரும் நம்மள்கிட்ட நல்ல செயல் இல்லைன்னு சொன்னாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல செயலாவது நம்மள்ட்ட என்ன செய்யும் பிரதிபலிக்கும் ஒரு கெட்ட நண்பனுக்கான உதாரணம் இரும்பு பற்றல் இருக்கக்கூடிய கொள்ளன் மாதிரி நம்ம மேல நல்ல வாசலையா இருந்தாலும் அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய கெட்ட நான் நம்மள்கிட்ட என்ன செஞ்சிடும் வந்துடும் அதனால நண்பர்கள் நீங்கள் யார்ட்டையும் நல்லா பேசக்கூடிய ஆட்கள் பழகக்கூடிய ஆட்களை நல்ல தொழுகையாளியாக இருக்கிறவங்களாம் இருக்கணும் நாவ பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்களா இருக்கணும் பிறரை பற்றி மனசரை கெட்ட என்ன இல்லாதவங்களும் என்ன செய்யறாங்க மாதிரி ஆட்களை பார்த்து பழகுங்க நல்லவர்களோடு சேருங்க ஏன்னா நல்லவர்களோடு சேர்வது என்பது அல்லரசூல் நமக்கு காமிச்சு ஒரு வழிமுறையாக இருக்கு அது மாத்திரமில்லை யார் இந்த உலகத்தில் யாரை பிரியப்படுறாங்களோ அவங்களோடய நாளை மறுமையிலையும் இருப்பாங்கன்ற சூசலாக சும்மேசுறாங்க சொல்லி தந்தாங்க அதனால நாக்க பேணி பாதுகாத்துக்குமா நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கோபம் வரும்போது ஒரு வார்த்தையை பேசும்போது ஒருத்தவங்க நம்மளை சண்டைக்கு இழுக்கும் போது அல்லாஹல்லா அல்லா அல்லா அல்லா சொல்லி உங்க மனசு என்ன செய்யுங்க அமைதிப்படுத்துங்க கோபம் உச்சகட்ட கோபத்தை உடனே ஒலி செய்யுங்க அதுவும் முடியலையா டக்குன்னு ஒரு ரெண்டு ரக்காயத்து தொழுகுங்க இல்லை இப்படி பேசிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னால் டக்குன்னு நினைச்சுங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு கடைக்கோ அல்லது உங்கள் கலையோ வேற எங்கேயாவதோ இடத்துல போய் என்ன செய்ய சண்டை நடக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யாதீங்க சிறந்த ஒரு இரவு இல்லையா எப்படி ஆயிரம் மாசம் எல்லாம் சும்மாவா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருஷம் அதுல ஒரு வாட்டி ஒருத்தவர் சுபாணர்லா சொன்னா எண்பத்தி மூணு வருஷம் சுபாண நன்மை கிடைக்கப்படுது ரெண்டாய் தான் ஒருத்தவர் தொழுதாரா காரணமே ரெண்டு பேர் போட்ட சண்டை தான் இல்லையா சொன்னாங்கல்ல எனக்கு இருபத்தி ஏழு அதாவது லயத்திற்கதில் இரவு எந்த அன்மைக்குன்னு எனக்கு அல்லா குறிப்பிட்டு சொன்னா அல்லா குறிப்பிட்டு சொன்னால் அதை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்ல வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால மலக்குமார்களுடைய கோபத்தின் காரணமாக எனக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் உயர்த்திட்டா அதனால் உங்களுக்கு அது உங்கள் ரெண்டு பேர் சண்டையால் இந்த நாளில் ஒரு புனிதமான ஒரு இரவு மறைக்கப்பட்டிருக்கேன்ற சொல்ல நினைச்சுதாங்க வருத்தப்பட்டாங்க சண்டை போறதுனால அல்லாவுடைய சாபமும் அல்லாவுடைய கோபமும் மலக்குமாரனுடைய கோபமும் என்ன செய்யுது இறங்கிக்கிட்டே இருக்கு எந்த வீடு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கோ அந்த வீட்டுல என்ன செய்யுது அல்லாவுடைய ரகமத்தும் அருளும் அன்பும் பண்பும் பறக்கத்தும் என்ன செய்யுது இறங்குது எந்த வீட்டுல சண்டைகள் சச்சரவு இருக்கோ அந்த வீட்டுல அல்லாவுடைய அன்பும் பண்பும் பறக்கத்தையும் என்ன செய்யறது இல்லை அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே நாக்குதான் அப்படியான அதனால என்ன செய்வேன் ரொம்ப பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல்லமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் நன்னதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் நல்லதை செயல்படுத்துவதற்கும் நம் வாழ்க்கையில் அல்லாஹு வளமான வழிகளை ஏற்படுத்தி தந்தர் முடிவானாக